அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன கடவுளுடைய ஆசிர்வாதம் இருப்பது உண்மையா அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் அதுக்குண்டான அறிகுறிகள் விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கடவுளுடைய அம்சம் கடவுளுடைய ஆசிர்வாதம் அவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்றதுக்கான விஷயங்களும் இருக்குது ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பள்ளிங்க பள்ளி வந்து நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உச்சிக்கொட்டும் அது வந்து வடக்கு திசையாகட்டும் கிழக்கு மேற்கில் கண்டிப்பாக உச்சு அது அது சவுண்டு விடும் விடுறது நல்ல விஷயம் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குலேருந்து வந்தது அப்படின்னா அது அவசகணம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஆனால் நீங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளி சத்தம் போடும் அப்போது அது வடக்குலேருந்தோ இல்லை வட கிழக்குலேருந்தோ இல்லை கிழக்கு திசையிலேருந்தோ கண்டிப்பாக வந்து அந்த சவுண்டு வந்து கண்டிப்பாக வரும் அது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நினைக்க நினைக்க கண்டிப்பாக கேட்கும் அது கடவுளுடைய அறிகுறிகள் தான் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நடக்குமா நடக்காதான் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அது தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் பள்ளி வந்து உச்சிக்கொட்டுறது அடுத்தது பட்டர்ஃப்ளை வருது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து பட்டர்ஃப்ளை வருது வீட்டில் இப்போ எப்படி செடிகள்லெல்லாம் உட்காரும் செடி கொடிகள் எல்லாம் உட்காந்து அழகாக விரிஞ்சு அப்படியே இருக்கும் பட்டர்ஃப்ளை குழந்தைங்கள்லாம் போய் பிடிப்பாங்க இல்லைங்களா செடி கொடியில் இருந்தால் அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காரும் உங்கள் வீட்டுக்குள்ளையே அதிகமாக சுற்றி வரும் அப்போ வந்து உங்களுக்கு கடவுள் வரத்துக்கு உண்டான தான் அதே மாதிரி தேவதைகள் ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் தேவர்கள் தேவதைகள் முக்கியமாக தேவதைகள் வருவதுக்குண்டான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அதுக்குண்டான சிம்டம்ஸு அதுக்குண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஃபுல்லாக நம்ம பேசலாம் ஆனால் பட்டர்ஃப்ளை வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் வந்து கடவுள் தான் அடுத்தது சித்தர்கள் வருவதற்குண்டான அறிகுறிகளும் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பச்சை வாசனை அதாவது உங்கள் வீட்டில் அதிகப்படியான பச்சை கற்பூரம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது விளக்குக்கு விளக்குக்கு நம்ம வந்து டைமண்ட் கற்கண்டு போட்டால் நல்லது அப்படின்றது சில வீடியோகளை நான் கொடுத்துருப்பேன் அதே சமயம் பச்சை கற்பூரம் வந்து பூஜை அறியில் யூஸ் பண்ணும்போது கடவுளுக்கு வந்து இப்போ நீங்கள் சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து பச்சை கற்பூரம் வந்து தூள் பண்ணி நீங்கள் அந்த சிலை மேலே வைக்கணும் அதாவது நீங்கள் பொட்டா வைக்கலாம் இதில் கலந்துக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் பச்சை கல்பூரம் நல்ல வாசனையாக இருக்கும் கலந்து நீங்கள் வைக்கும்போது அந்த நறுமணம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வீடு ஃபுல்லாகவே நறுமணம் இருக்கும்போது அந்த கடவுளோட அம்சம் கடவுள் வந்து வரத்துக்கான ஒரு விஷயங்கள் வந்து அதை நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் பச்சக்கல் வாசம் மட்டும் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னாலும் கடவுள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் அறி அறிகுறிகள் தான் அது அதே சந்தன வாசனம் ஜவ்வாது வாசனம்லாம் வரும் இதெல்லாம் கடவுள் வரத்துக்கு உண்டான அறிகுறிகள் தான் சந்தன வாசனை ஜவ்வாது வாசனை அடுத்தது விபூதி வாசனை விபூதியெலாம் வந்தால் சிவனே வந்த மாதிரி விபூதி வாசனை எல்லாம் வரது ரொம்ப ரேரு இருந்தாலும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனை இருக்கும் அதே மாதிரி ஜவ்வாது சந்தன வாசனை எல்லாம் வந்ததுன்னா கடவுள் வரத்துக்கு உண்டான அம்சம் அதே மாதிரி கனவில் உங்கள் கனவுல குழந்தைகள் அதிகமாக வராங்க அதாவது கை குழந்தையா இருக்கட்டும் இல்லை ஒரு பெண் குழந்தையா வந்து பாவாடை சட்டை போட்டுட்டு உங்களை வந்து வழி நடத்துறதாகட்டும் இல்லை உங்க கூட கைப்பிடிச்சி வர்றதாகட்டும் உங்க குழந்தைகள் இல்லாம மற்ற குழந்தைங்கள நீங்க கனவுல பார்க்கும்போது உங்க குழந்தைங்களே கடவுள் தான் குழந்தைங்க வந்தா ரொம்ப அம்சம்தான் அது வந்து கடவுள் வர்றதுக்கான அறிகுறிகள் தான் இருந்தாலும் மற்ற குழந்தைகள் வர மாதிரி ஏதாவது கனவுல வந்தது அப்படின்னாவே குழந்தைகள் மோஸ்ட்லி கனவுல வந்ததுனாவே கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது அவங்க உங்களை வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் அதாவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறது அது இல்லாமல் உங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கறது அந்த குழந்தைங்களை வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்கறது இது எல்லா விஷயமும் கடவுளோடய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தை வடிவத்தில் வரும் அது பகவதி அம்மன் அம்மன்கள்லாம் வர்றதுக்கான அறிகுறிகள் அது குழந்தைகள் வந்தாவே அம்மன் தான் வருது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கு விளக்கு நல்ல கூர்ந்து பாருங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது படப்பட பட படன்னு இருக்கும் அதாவது விளக்கு வந்து அணையும் செய்யாது எரியவும் செய்யாது ஆனால் எரியறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எரியும் அதை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் சக்தி தீய சக்திகள் இருந்ததுன்னா அது எரியறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எரியும் ஆனா தெய்வீக சக்தி இருந்ததுன்னா அந்த ஒளியை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அந்த ஒளியை சுற்றி அந்த வெளி அந்த தீபம் ஏத்துறீங்க இல்லைங்களா அந்த தீபத்துலேருந்து வர ஒளியிலேருந்து சுற்றி ஒரு ஒளிவட்டம் தூண்டுடும் அதாவது நீங்கள் ஒரு விளக்கு தான் ஏற்றிருப்பீங்க அதில் அஞ்சு விளக்கு ஏற்றின மாதிரி ஒரு பிரகாசம் வரும் அதை நீங்கள் உட்காந்து கூர்ந்து கவனித்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் அது உங்களுக்கு தெரியும் அது நின்று பொறுமையாக அப்படியே ஒரே வடிவத்திலே எரியும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா படப்பட படப்படப்படன்னு எரிஞ்சிட்டு இருக்கோம் அதாவது விட்டு விட்டு எரியும் இது அணையிற மாதிரியும் இருக்கும் அணையாத மாதிரியும் இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எரிகிற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அணைஞ்சு போயிடும் நீங்கள் அப்போ தான் பற்ற வச்சுட்டு இந்த புக்கம் வந்துருப்பீங்க டக்குன்னு அணைஞ்சிடும் மறுபடியும் போய் பற்ற வைப்பீங்க மறுபடியும் அணைஞ்சிரும் ஆனால் மறுபடியும் பற்ற வைங்க தப்பு இல்லை வீட்டில் நீங்கள் நல்லெண்ணெய் தெய்வமோ இல்லை நெய் தீபமோ ஏற்றுனீங்கன்னா கண்டினியூவாக ஏறுனீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயங்கள் கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி வரும் தெய்வீக ஆற்றலும் தெய்வீக சக்தியும் கடவுளோடய கிடைக்கும் அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து விளக்கு வந்து அணையா விளக்கு வச்சுருப்பாங்க பெரிய கூண்டில் ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க அதனால நோட் பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய கடைகளில் கூட இருக்கும் அதே மாதிரி சில வீட்டுகள்லையும் வைப்பாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஜோதி எரியும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தீபம்தான் எரிய எரிஞ்சிட்ருக்கும் உங்கள் ஆனா அஞ்சு தீபம் எரியற மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும் அதை சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி இருக்கும் அந்த ஜோதிய சுத்தி ஒரு ஒளிவட்டம் தோன்றும் அதை நீங்க பாக்கும்போது அது உங்களுக்கு தெரியும் அப்பனா கன கடவுளோட பூர்ண அனுகிரகம் இருக்கு உங்க வீட்டுல அப்படி இருந்த என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனவரவு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாத இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது கண்டிப்பாக வந்து விளக்கு ஏற்றி வைங்க காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றி வைங்க கம்பல்சரி காலையிலையும் மாலையிலும் வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் அதிலெலாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் கொஷின்ஸும் எனக்கு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்குண்டான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன் இதில் வித்தியாசங்கள் வந்து இந்த கடவுளோட அனுகிரகம் கடவுளுடைய அறிகுறிகள் வீட்டுக்கு வந்ததுக்கு உண்டான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்குங்க அடுத்தது பள்ளி அடுத்தது பட்டர்ஃப்ளை நான் சொன்ன விஷயங்கள்ல எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இப்போது அடுத்தது நான் என்ன சொன்னேன் பச்சை வாசனைகள் சந்தன வாசனை ஜவ்வாது வாசனை விபூதி வாசனை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன கடைசியாக சொன்னேன் கனவுல வந்து குழந்தைகள் குழந்தைகள் நிறையா வந்ததுன்னா அதுவும் பெண் குழந்தைகள் வந்தால் மகாலட்சுமி அம்சம் அம்மனுடைய கிருப இருக்குது அம்மனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே நோட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சித்தர்கள் வந்தால் என்ன அறிகுறிகள் ஞானிகள் ரிஷிகள்லாம் வந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும் தென்படும் உங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வந்தாங்கன்னா என்னமாதிரி அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அப்படின்றக்கான விஷயங்களை வந்து பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தெர்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்